மாத மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை உங்களுக்காக கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தானே எதன பேர் கத்து வார்த்தை கேட்க ரெடியா இருக்கீங்க Do you really love the word of God? Are you building on the word of God? கர்த்தியේ வசனத்தினாலே என் வாழ்க்கை கட்டப்படுகிறது வெளிப்பரத்திலே கட்டப்படுகிறது என்று சொல்லுகிறವರು கொண்டாடும்பா பார்க்கலாம். una una we are raising a culture ஒரு கல்ச்சரை உருவாக்கிட்டோம் building on the word of God celebrating the word of God accepting வாக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறேன் வாசிங்க அதிகாரம் ஒன்றாம் வசனம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கத்தாக நான் எல்லமையை தரித்துக்கொள் உன் அலங்காரங்களை என்ன பண்ணு உடுத்த என்னென்ன அழைக்கப்பட போகிறாய் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட போகிறாய் உன்னிடத்துல யார் வருவதில்லை விருத்த செய்தனமும் இல்லாதவனும் அசுத்தனும் வருவதில்லை சோ நீ என்னென்று அடைக்கப்பட போகிற யார் உனக்குள்ள வர விட போறதில்லை அதற்காக நீங்க பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்னது உங்க வல்லமையை தரிக்க வேண்டும் உங்களுடைய அலங்கார வசதங்களை என்ன பண்ணும் உடுத்துக்கொள்ள வேண்டும் அற்புதமான சில தாட்ஸ் ஆண்டு நமக்கு தந்தார் இந்த செய்தியினுடைய சில தத்துவங்களே அல்லது தேவனுடைய வசனத்தில் இருக்கிற பிரின்சிபிளை நீங்க கேட்கணும்னா யூடியூப்ல மறுபடிய இந்த செய்திகள் இருக்கு தேவையான சகலத்தையும்ங்கல பில்டி எங்க உங்களுக்கு போக போகிறோம் இரண்டாவது பகுதி நீங்கள் பரிசுத்த நகரமாயும் விருத்த சேதம் இல்லாதனும் உங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னா நீங்க ஒரு காரியம் என்ன பண்ணும் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள்ள வல்லமை கிடைச்சு ஏன் இப்ப இரண்டாவது பகுதி உங்களுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள வேண்டும் நான் போட வரோட சொல்லுங்க வஸ்திரம் எதை காட்டுகிறது வெரி குட் இட் ஷோஸ் உங்களுடைய மனப்பாங்கையும் உங்களுடைய செயலையும் உங்களுடைய காண்பிக்கிறது அதனால்தான் ஆள் பாதி ஆடைப்பாதி எந்த இடத்துக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏசுகிற இந்த பூமியில் இருக்கும்பொழுது ஒரு ஒரு பார்பலில் சொல்றாரு ஓமை அழகாக செல்கிறார் கல்யாணத்துக்கு அநேகம் அழைக்கப்பட்டாங்க அப்போ அந்த அந்த கல்யாணம் விருந்து ஓனர் வந்து பாக்குறாரு ஒரு சிலருக்கு என்ன இல்லை கல்யாண உடுப்பு இல்லை அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது உடுப்பு இல்லை அவர்களை என்ன பண்றாங்க கல்யாணத்தை விட்டு அனுப்ப வேண்டிய வந்துச்சு இதுக்கு பின்னணியில் பெரிய ரகசியம் இருக்கு தம்பி தங்கச்சிக்கல ஏன்னா அவன் அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டிய ஆட்டிடியூடும் ஆக்ஷனும் இல்லாதது வெளிப்படுத்துகிறேன் அதனால ஆபீஸ் போகும்பொழுது நீங்க அதற்கேற்ற காரியங்களோடு கூட நீங்க போக வேண்டும் எந்த காரியத்தில் ஆண்டவங்களை நிக்க வைத்திருக்கிறோம் அலங்கார வஸ்திரங்களை வைத்திருக்கிறார் போன வாரத்தில் இந்த செய்தியை நான் மறுபடியும் மறுபடியும் இந்த வாரத்தில் நான் சிந்திச்சு ஆண்டோரின் நன்றியோட ஏன் தெரியுமா என்னால் சுத்தமா பணம் இதுவே பண்ண முடியல ஒரு பிரசங்க நினைச்சதுல இருக்கும் பொழுது உங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா நல்லவேளை பேர் என்ன அழகான சட்டை ஒட்டிக்கு கட்டிக்கா இது இவன போட்டான நீ போட்டு போட்டு இருக்கும்போது சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க இன்னும் ஒரு படி சில அம்மாக்கள் குடுமையெல்லாம் போட்டு தலையில போட்டு கிளிப் போட்டு பையனை பொண்ணு மாதிரி ஆக்கி அழகு பார்ப்பாங்க பொண்ணை பையனை மாதிரி ஆக்கி திடீர்னு திடீர்னு அழகு பார்ப்பாங்க அப்படி பார்த்துருக்காங்களா நானும் எங்கள் அண்ணனும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பேன் இப்போ கூட ஒரு நான் கொஞ்சம் அழகு தானா அதனால ஆன்லைனில் இல்லை ஆனால் சின்ன வயசில் என்ன பண்ணுவானே எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் ஒரே மா அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய அப்பா அவர்தானே அவர் நம்மள என்ன பண்றா நமக்கு அலங்கார வஸ்திரங்களை வச்சு அழகு பார்க்கிற தேவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் உன் அழகு பார்க்கிற தேவன் இருக்கிறார் சொல்ல உங்களை உடுத்து வைத்து அழகு பார்க்கிற தேவன் இருக்கிறார் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் மொத்தம் ஏழு கார்மெண்ட்ஸ் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் எத்தனை பேருடைய பீரோ இன்னைக்கு முன்னாடி இருக்கா இந்த யாரும் பிரசங்கத்தை கேட்டு ஞாபகம் இருக்க ஒரு கைல உயர்த்தி அலையில வச்சுங்க பாக்கலாம் வா சூப்பர் அப்ப கேள்வி கேட்கலாம் அப்ப இந்த பீரோல எத்தனை இருக்கு நாலு ராக் எத்தனை டிரெஸ் இருக்கு ஏழு ட்ரெஸ் இருக்கு நாலு ராக் இருக்கா நாலு இருக்கா அப்போ முதல் ட்ரெஸ் என்ன பார்த்தோம் கவர்மெண்ட் இரண்டாவது ட்ரெஸ் கவர்மெண்ட் வஸ்திரம் அப்புறம் கவர்மெண்ட் வஸ்திரம் அப்புறம் நான்காவது கார்மெண்ட் ஆஃப்ரோக்குண்டியாவது அபிஷேகத்தினுடைய உடை anointing அடுத்தது ஆறாவது மகிமை நெருக்குதலின் உடை ஏழாவது of fire தியானிக்கும் <hide> <tumoriro> The attitude of Father God. Hallelujah! If you are wearing that dress up, who are you wearing? Father. You are wearing a lot of attitude. You are wearing a lot of action. Fatherly character. If you don't think about it, if you are in your family, you will be in your family. Now, what are you wearing now? You are wearing the dress of holiness. வெளி குறித்து ஆழமா பேசும்பொழுது ஒரே ஒரு காரியம் நீங்க நிறைய பண்ண நம்ம என்ன நினைச்சரோ ஹோலிનેસனா ஐயோ சிகிரட் படிக்க கூடாது இது படிக்க கூடாது இதுதான் இது பண்ண கூடாது அது பண்ண கூடாது இது பண்ண கூடாது இது செய்ய கூடாது அது தொட கூடாது அதான் ஹோலிનેસன்றது நோ அதெல்லாம் செயல்கள் அக்ரீயைகள் அப்ப ஹோலினஸ்ோட ரூட் வேர்ட் என்னது வா அந்த ஒன்னஸ் பிதாவோட கேரக்டர ரிவீல் பண்ற கேரக்டர்தான் அல்லது அந்த ரிவீல் பண்றீங்க பத்தியா அப்ப நீங்க என்ன போட்டுட்டீங்க ஒன்றாக இருக்கும் இதுதான் பரிசுக்கின் உடை இதுதான் பிதாவை வெளிப்படுத்துகிற உடைதான் பௌர்சலர் நமக்கு நிறைய போதகர் மார்கள் இருக்காங்க தகப்பன்மார்கள் இல்லை அந்த கேரக்டர் உள்ளவங்க ஆனா என்ன பண்ணுவாரு அடிச்சுட்டு வெளிப்படுத்துற ட்ரெஸ் முதல் செகண்ட்ரா என்னென்ன உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க வெளிப்படுத்துறீங்க இந்த யாரு வெளிப்படுத்துறீங்க வெளிப்படுத்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன டிரெஸ் போட்டு இருக்கீங்க Salvation, grace. Salvation, grace. Salvation, salvation and grace chris naan ungalukku solrad puridha ungalukku ungal ariyamee unga pakkathile or tambi vandha thaana peisuva ungal ariyamle unga manam uvantha ninga ungata gospel peisuinga puthila appa ninga pirinjinga ningalla ninga enna dress podi tirukinga you are wearing a dress of salvation and wearing a dress of grace you rebuild jesus You reveal the character of the Sonship You reveal the character of the worship of the God Alleluia Alleluia Rachipu avarudithu, Alleluia Kiruviyum avarudithu inni ki vasithu, Alleluia Vallamayum avarudithu, Alleluia Alleluia So the second rack You have to wear the dress Who has to wear the character? The worship Jesus reveals everybody I will come to that thing The second rack whose seed will be revealed and worth the worship of God. Not sincehour shots are paid to really give him the burden come after withdrawing a님. What is the image there? The unfolding is a matter of processing and the flowing människ. Cubans are same. No, now, the ones who each work is prepared and thing is one person. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் என்னோடய தாழ்மையும் கீழ்ப்படுத்த வெளிப்படுத்தது நான் சொன்ன இந்த வாரத்தில் நான் ஒரு ஊழன் பார்த்துட்டு படிக்கல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இன்னைக்கு சென்னைக்கு வரும்பொழுது ஏழு வருஷம் ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செய்து துரத்தி விட்டாங்களா இவனுக்கு மனநலவரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அதே பர்சனை ஆண்டவர் என்ன பண்ணார் நாலு இன்ஸ்டிடியூஷனுக்கு அதிகாரியாக வைத்து அவர் மூலமாக இன்னொரு பெரிய யூனிவர்சிட்டியை கட்ட ஆண்டவர் வச்சிருப்பார் அலல்லூயா அப்படின்னு சொல்றாரு அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க ஏங்க வெளியில் இப்படிலாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொல்றாரு நோனும் நம்முடைய ஆரிஜினி என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்துது இப்படி அந்த தாழ்மையின் ட்ரெஸ்ஸை நான் அவர்கிட்ட பார்த்தேன் அலல்லூயா ஏமே நான் அலையா Why? He is wearing the garment of All salvation and grace. And that is why that attitude, that action is taken to us. If you are talking about religious life, you are not going to live in this way. You are going to live in this way. You are going to live in this way. Hallelujah. In the second rattle, it reveals the attitude of the sonship of God. என்னஸ் இருக்கு மேல என்ன பண்ணிருக்காரு அபிஷேகம் தந்திருக்க நீங்க நினைச்சதை நீங்கள் முடியாத காரியத்தை உங்களால கொண்டு செய்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் என்னது போடும் யாரை வெளிப்படுத்துறீங்க எனக்கு உள்ள அழுது If you don't want to wear a mask, because he is wearing the dress of anointing, the dress of brokenness, the dress of constraint. Alleluia! How do you think about it? That's what you should do. I'll tell you a little bit. You know what they say to you. நீ நாளைக்குற சொல்றதா போதும்ப்ட நாளை கால ஏழு மணிக்கு வந்து பின்னாடி கொல்லபுரத்துல ஒரு பக்கெட் ஒரு பக்கெட்ல ட்ரெஸ் இருக்கு அதை மட்டும் தோச்சிட்டு வந்துருங்க நான் உங்களுக்கு அப்புறம் நீங்க சொல்ற காரியத்தை நான் செய்து முடிச்சிட்டு வந்த உடனே அனுப்பிடலாம் இவன் dress ஏன் துவைக்க முடியாது சீழும் சகதியும் குஷ்ரோகளுடைய தேசத்தை விட்டு போக சொல்லுகிறார் என்ன இருந்தது anointing in fact doctor sonangala neenga poi indha madri slum la poi work panna mudiyadhu neenga ipdi pattavangal ku stroke ingal mattila vela panna mudiyadhu ena avanga age of 11 nandu avanga oda odamla oru vidhamaana jwaram irundhadh sagar varukum andha jwaram jwaram avangal ku illa irundhuchu So with this your body condition, you cannot go and work among the slum people because you will contract diseases. If you don't know your body, you will go to the hospital. But do you know what it is then? She saw on the train, she saw that she had to go to the hospital and get to the hospital. That's why she had to go to the hospital and get to the hospital. போ உங்களுடைய ஆக்ஷன் மாற வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கேற்ற உடைய திறந்துட்டீங்களா புதுசா புரியல என்ன ட்ரெஸ் இருக்கு சிங்கிள் அவன் அவனுடைய வேலைப்பாடுல வெளிப்படும் என்று கல்லினால கட்டப்படுதா இவன் வீடு மார்புனால கட்டப்படுதா அக்கினையானது தீர்மானிக்கும் In your personal, professional, spiritual life, when you show the fire brand, what you are, it reveals you are wearing a dress of fire. Hallelujah! If you have 20 names in the office, you don't want to wear a dress of fire. Why? You are a different brand. Hallelujah! Hallelujah. You are a different brand. If you say, you are a different brand. Hey man, you are a different brand. People will identify you. People will identify you. Because you are fire. Are you are a fire. What? You are a fire. I have to say something like that. If you are a leadership meeting in Paramahankin, ரோட டிபேட்ல போன வாரம் கூட நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன்டா கிட்ட வராத நான் சூரியண்டா சுத்திடுவேன் அப்படினு சொன்னா இன்ன எனக்கு நான் ஆ சுத்திருக்கும் சூரியண்டா கிட்ட வராதடா ஏ மே ஜிசஸ் ஹ Alleluia you are the fire brand of god hallelujah god as a fire in you அவங்க اوپرத்துக்கு மாண்ட ஒரு ஒரு தழை வெச்சிருக்காரே இட் இட் இஸ் ஓன் பிராண்ட் and that is the seventh address அதான் फोर्थ ராக்லர் சிலவங்க எல்லாம் Dress-ஐ பாத்தி பாத்தி அட மடிச்சி மடிச்சி வைக்கிற கேட்டகரியில இருக்கவங்க கைய levant தூக்குங்க பார்க்கலாம் இந்த வாரம் முழுதும் இந்த ஏழு Dress-ஐ நான் போட்டு ட்ரை பண்ணம் பிரதர் என்று சொல்றவங்க கை தூக்குங்க இன்னும் பாதி கூட பாதி பேர் இந்த பீரோவை நான் தரக்கவே இல்லன்னு சொல்றவங்க கை தூக்குங்க অনেஸ்டா ஒத்திண்டார் பரவாயில்லை that is a five brand da honesty in the varam ungal opportunity you can wear not only this week life longering in the attitude and action change panna indrikku or vallamayana message ander thandirukkar hallelujah at times you have to reveal father's character at times you have to reveal the son's character at times you have to reveal the holy spirit character at times you have to reveal who you are who you are நீ யார் என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரத்தில் நீ காட்ட வேண்டும் நீ தவற கூடாது போட்டுட்டு அதுக்கு மேல என்ன பண்றோம் அலங்காரம் பண்ணுவோம் இந்த வசனத்தில் அலங்கார வஸ்து அதிக் இந்த நான் இன்றைக்கு அவசியம் என்று காண்கிறேன் In this personal, professional, spiritual life, on the right attitude, on the right action, you can see the world Alleluia. Alleluia. Hey. in this world. Hallelujah! That is only for you, for me, for me. In this way, I will continue to give you some points to this point. There are a dress of beauty, there are a dress of glory. But how do you say to our friends, how do you say to our friends? நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கும் நிறைய இருக்கு வேலை செய்யலாம் இல்ல வந்து ஒரு கிளை கூட பேசலாம் என்ன இருந்தாலும் சரி என்ன ட்ரெஸ்ஸு வாசிங்க பார்க்கலாம் எபிஎஸ்சி புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துலேருந்து வாசிங்க பத்துலேருந்து பத்தாம் வசக்கம் வாசிங்க முடிக்க போகிறோம் நல்ல கவனிங்க இந்த டிரெஸ் இல்ல இந்த அலங்காரம் எதுக்கு தேவைப்படுதுன்னா யாருடைய தந்திரங்கள் அறிஞ்சிருக்க வேணுமா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராண என்னது கெப்பாசிட்டி யார் எபிலிட்டி அல்லது இந்த காலகட்டத்தில் அவசியம் என நீங்க திரும்பி பார்க்க ஒவ்வொரு அடியிலும் என்ன இருக்கிறது பொய்களும் இருக்கும் வஞ்சனைகள் இருக்கும் இன்னைக்கு மக்களுக்கு தெரியாம எத்தனையோ போய் சூழ்நிலைகளில் போய் மாட்டிக்கொள்ளுகிற வாலிப தம்பி தங்கச்சி மத்தியில் நீங்க பிசாசின் தந்திரங்களை அறிந்து எதிர்த்து நிறுத்த திராணையா மாறும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் அப்போ நமக்கு என்ன கொடுக்கிறாரு சர்வாயுத வர்க்கத்தை தனிந்த ஒரு டிரெஸ்ஸை தான் நம்ம எப்பொழுதும் போட்டிருக்கணும் இதுதான் நம்முடைய அலங்காரவசம் முதல் அலங்காரவசம் நீங்க வீட்டுக்கு வாசிங்க அடுத்தது என்ன தர்ம சொல்லி இருக்குது வெரி இம்பார்ட்டன் தீங்கு நாள் நீங்க என்ன பண்ணுமா சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரு தீங்கு நாள் வரும் தம்பி தங்கச்சிங்களா எல்லாருக்கும் அதுக்கு மடங்கிட போடக்கூடாது அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு நீ அதை எதிர்க்கணும்னா எதிர்க்கவும் அப்புறம் சொல்லுங்க என்னன்னது நீங்களும் அதிகாரியாய் வைப்பேன் செய்து முடிக்க புடித்தவர்களாய் நிற்கவும் தானிய உடாகும்படி தேவனி சர்வைன வசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க ஓ மை ஜீசஸ் such a beautiful lesson i can give you training on this thing pala pala i was connected to the past la underline பண்ணிக்கங்க இது ஒவ்வொரு வார்த்தை நம்ம பின்னாடி நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்த செய்தியில இது வரும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன் but you have to get trained you have to raise your capacity you have to raise your ability on your day hallelujah hallelujah adle washing அர்த்தது சத்தியமேனும் कच्चेयून से फर्स्ट என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சத்தியம் அது என்னவா குடுத்திருக்க कच्चे कच्चேன்னா என்னதுமா துனியா என்ன காட்டுற கைக்கு कच्चे कच्चेப்பா அடே कच्चेனா বেল্ট போட்டுக்கிங்களே இல்ல বেল்ட் அடம் বেল்ட் பழங்காலத்தில் நாடா வரந்தது போட்டிருக்கேன் இந்த பைஜாமாக்கு ஆனா என்ன கட்டிருக்கோம் என்ன சொல்லுங்க நூறு அத்மார்க் முத்திரையோடு கூட இருக்கிற பெல்ட் வச்சிருக்கீங்களா என்னும் பெல்ட் நீங்களும் நானும் நிக்கிறதுக்கு இந்த பெல்ட் வேணும் இந்த பெல்ட் சத்தியம் அடுத்தது வெளிப்படுத்தல் அதுக்கப்புறம் நீதினேட் கச்ச நீங்க நிக்கிறதுக்கு சத்தியத்தில் நிக்கணும் உங்களை வேற எங்கும் தொடக்கூடாது என்ன போட்டுக்கணும் அடுத்தது பாதரட்சி ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் சாண்டில் அது எது கட்டுகிறது ஆயத்தம் எப்ப பார்த்தாலும் ஆயத்தமா இருப்போம் நம்ம வேலைக்காக ஆயத்தமா இருப்போம் அப்புறம் என்ன கையில இருக்கணும் சொல்லுங்க ஆபீஸ் போகும்போது எத்திரிட்டு போறீங்களா உங்க கேடகத்தை வீட்டில் வச்சுட்டு சொல்லுங்க விசுவாசம் அப்புறம் ரச்சனை என்னும் என்னது கெட்ட சிந்தனைகள் காரியங்கள் அம்பு ஆகியதான சிந்தனைகள் வராவிடாத உங்களுக்கு ரச்சிப்பு என்னும் என்ன கொடுக்கிறாரு ஒன்னா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் டெய்லி ஸ்லிப்பர் போட்டப்பரியா ஸ்லிப்பர்ரியா ஷூவா ஹ ஐன் ஷூவா ஆயத்தம் எப்பவுதும் நீங்க ஆயத்தமா இருக்கீங்க ஹalleluya for the gospel of peace சமாதானமினம் சுவிசேஷக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்க hallelujah அந்த ஷூவை எப்பவுதும் நீங்க வெச்சிட்டு இருப்பீங்க amen amen This is what the beautiful dress, we are going to study this in the later things, but I want to tell you, your garments reveals your attitudes and actions, who oh, you are. If you are doing this lesson, you can't finish this lesson, but you can't finish this lesson, you can't finish this lesson, hallelujah, we will finish this lesson, we will finish this lesson, we will finish this lesson, ஒரு காரியத்தை நம் மேலே பிரதர்ஸ் குவார்ட்டர்ஸை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அதுக்காக ஜெபித்து நம்ம டெடிக்கேட் பண்ண போகிறோம்